விக்னேஷ் ஐஐடி JEE நீட் நுழைவு தேர்வுகளுக்கு பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு விளையாட்டிற்கும் தனித்தனி கட்டமைப்பு வசதிகள் மாணவ மாணவியர்களுக்கான தனித்தனி ஹாஸ்டல் வசதி அறிவுசார் துண்டலை ஏற்படுத்தும் ரம்மியமான சூழல் தரமான கல்வி வளமான எதிர்காலம் விக்னேஷ் குரூப்